அதே பெரிய இடத்துல பதிவு பண்றதில்லை கட்டளை தளபதிகளாக இருக்கக்கூடிய யாரும் நாங்கள் சீண்டியதில்லை காரணம் அவரை வேண்டாம் என்று மறுக்கவில்லை இல்லை என்றும் மறுக்கவில்லை நாங்கள் கடந்து செல்ல முயற்சிக்கிறோம் நாங்கள் கடந்த கால விஷயங்களை கடந்து செல்ல முயல்கிறோம் நீங்கள் மீண்டும் மீண்டும் அவரை தூக்கி கண்டு வந்து எ சீண்டுகிற வேலையை பார்க்கின்ற காரணத்தினால் எவராக இருந்தாலும் என் இனத்தின் மீது அடிக்கக்கூடிய அடிகளை தடுத்து நிறுத்தி அவர்களின் முகத்தோளை உறுத்தி தொங்க விட என் போன்றதும் கடமை பார்ப்பனர்களுக்கு பயந்துகிட்டு ஆமா ஆறு கத்தி எட்டு ரூபாய் வந்து நிக்கிறான் பார்ப்பனர்களுக்கு பயந்து விட்டு பயந்து கொண்டு இஸ்லாமியர்களுக்கு மலம் என்ற இஸ்லாமியர்களை நாம் இடம் கொடுத்துட்டோம் மலத்துக்கு ஒப்பாக இஸ்லாமியர்களை பெரியார் ஒப்பிடுகிறார் இதை எவனாவது மறுத்து பேச தில்லு வா சான்றுகளோட வாங்க என்று பேசணும்டக்கத்துக்குள்ாரணத்தினால் இதுகளை உணர்த்ததற்குத்தான் இந்த வரலாற்று சிறப்புமிக்க கருத்தரங்கம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது யார் மறுப்பார் வாங்க இவ்வளவு இவ்ளவு பெரிய இந்த மாற்றத்தை ஏற்று நிற்கிற என் போன்ற எண்ணற்ற லட்சக்கணக்கான மக்களை பிள்ளைகளை மழத்துக்கு ஒப்பாக மழத்துக்கு ஒப்பாக பேசிய அந்த கட்சிக்கு வாக்களிக்கிறாய் என்றால் உன் வாக்கு எனக்கு தேவையில்லை என்று சீமாவைதான் சொல்ல போறாரு வெறுத்துட்டாரு சங்கடப்பட்ட ரொம்ப இந்த நீ செஞ்ச துரோகத்தின படிக்கணும் நம்ம மேடை பேச்சில பேசுற மாதிரி கூடாது அதுக்காக தான் இது உங்களுக்கு வேணும் ஐயா ராமதாஸ் ஐயாவோட இணக்கமாக எங்கள் பழனி பாபா சீமான வருவதற்கு முன்னால் இந்த தமிழர் தமிழ் தேசிய அரசியலை உறக்க பேசியவன் பழனி பாபா உறக்க பேசியவன் முதல்ல ஐயா ஆமா ஒரு பெரு ராமதாஸ் சொல்ல மாட்டார் டாக்டர் ஒரு மாதிரி ஒரு கரங்களை நான் முத்தம் கல்லும் பொழுது காபத்துலா இஸ்லாமியர் இஸ்லாமியில் ஐந்தாவது கடமை நிறைவேற்றக்கூடிய காபத்துலாவில் உள்ள புனித கல் ஹஜ்ரத் அஸ்வத் என்ற கல்லை முத்தமிடுவது போல் எனக்கு இருக்கிறது முத்தமிடுவது போல் இருக்கிறது ஒர்களுக்கு உறவுகள் சேர்ந்தார்கள் இணைந்தார்கள் அப்படியே கொஞ்ச காலத்தில் பார்த்தா ராமதாஸ் இஸ்லாமியர்களுக்கு இந்த நிலத்தில் பண்றதாமி கட்சி ஆரம்பிக்கிறாரு புதிய தமிழக இஸ்லாமிய சொந்த புதிய தமிழகத்தில் போய் சேர்றாங்க பொறுப்புகள் வாங்குறாங்க பிஜேபி யோட இருக்க ஐயா ராமதாஸ் அந்த மாதிரி இருக்கிறாங்க அதே மாதிரி அண்ணன் ஜான் பாண்டியன் கட்சி ஆரம்பிக்கிறாரு அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன் மறுபடியும் இஸ்லாமியா அம்பேத்கர் தலித்தீசம் பேசுறாரு எல்லாம் பேசுறாரு உறவுகள் இலங்கையில் செஞ்சான் இஸ்லாமியர்களை இனத்துக்குள் வரவிடாமல் வரவிடாமல்ித்தி வைத்தான் சமுதாயத்தில் பள்ளிவாசல்கள் நாளொரு வண்ணம் இஸ்லாமியர்கள் கொல்லப்படுகிறார்கள் அந்த வேலை இந்த நடத்தில சேர்ந்து நிற்கிறான் எதிராக போனார் கருணாநிதி ஆரம்பத்தில் பூஜைக்கு திருப்பி நரசிம்மராவது எல்லாரும் இஸ்லாமியர்களை கைவிடுங்கள் கைவிடுங்கள் எப்படி டெல்லி டெல்லி அரசு எப்படி எல்லாரையும் ஒதுக்கோ அதே போன்ற அண்ணன் சீமான் நடத்தினு வந்தார்கள் தமிழ்நாட்டுக்கான தமிழ்நாட்டில் உள்ள இருக்கிற இருக்கிறேன் ஒரு சொர்க்கத்தின் கல்லை முத்தமிடுவது போல இருக்கிறது ஐயா ராமதாசின் கைகளை முத்தமிடுவது அந்த ஒப்பாக பார்த்த ராமதாஸ் எங்க இருக்காரு சீமான் வராங்க சீமான் Your speech is very fantastic, tremendous. It is uh, stimulating the people. If you think everything is really content you should show us in a way to process. While you follow please. You're beginning to teach us in a place like Buddha, would tell us about the first place. Whatever you think you are learning in a way to do. What that does one thing happen to you is not a because of what else you think. Are you speaking? The IAS, if you words say, ask yourself yourself this request. இஸ்லாமியர் எதுக்கு தமிழர்னு சொல்கிறீங்க அந்த ஒரு வார்த்தை காம்பரமைஸ் ஆகுங்க அப்பொண்ணு அண்ணன்ட்ட யார் கிட்டடா யாருக்கிட்டா யாருக்கிட்ட கத்தி வச்சாலும் இப்போ கூட அவர் இஸ்லாமியருக்கு இருத்தவருன்னு வந்து நீ சமயத்தை பின்பற்றி நிற்கிறதுக்காக உனக்காக பேசலை அவன் பிறந்த இடத்துல நீ நானும் பிறந்துருக்குறோம் அதுக்காக பேசிகிட்ருக்கான் அதுக்காக தத்துவமே அனைத்து உயிர்களுக்குமான அனைத்து உயிர்களுக்குமான கண்ணுக்கு தெரியாத நுண்ணீர்கள் வரைக்கும் நாங்கள் அதுக்கான அரசியல் செய்யறோம் அப்ப இந்த வேலை சீமான்ட வந்து நிற்கிறாங்க அண்ணன் இதில் சமரசமாகலை எனக்கு அப்பதான் புரியுது நுட்பமான அரசியல் எப்படி இளைஞர்கள் போனா எப்படி ராமதாஸ் ஐயா இஸ்லாமியருக்கு எதிரியா போனாரு அண்ணன் அண்ணன் கிருஷ்ணசாமி எப்படி எதிரியா போனாரு அண்ணன் ஜான் பாண்டியன் எப்படி போனாரு எல்லாரும் எப்படி பிரிச்சு பிரிச்சு விட்டு வந்துடான் அப்படியே பிரிச்சு தனியா வச்சுட்டு வா புரி சூழ்சிகளை முறியடிக்கணும் அதற்காக இந்த வரலாற்று எழுச்சி மிகு கருத்தரங்கு நடந்து கொண்டு நிறைய வச்சிருக்க சீமான அகில இந்திய லெவலும் உத்தரப்பிரதேச மாயாவதி வந்தப்ப என்ன பேசினாங்க மாயாவதி இஸ்லாமியர்களை இஸ்லாமியில் இஸ்லாமியரை உள்ளடக்கி அரசியல் செய்தார் இன்னைக்கு அவர் எந்த சைடு இருக்கிறார் அதன் சூழ்ச்சி தெரியுமா உங்களுக்கு ராமதாஸ் அத்துவால ஐம்பது திருமாவளவன் மகாராஷ்டிராவில் எத்தனை திருமாவளவன் ஐம்பது திருமாவளவன் நாம் தமிழர் கச்சாடா உனக்கு எதிரி நாம் தமிழர் கட்சியா உனக்கு எதிரி இந்த நுட்பமான குரான் சொல்றது எவர் சிந்திக்கிறாரோ ாரோ அவருக்கு அனை அத்தாட்சிகளும் சான்றுகளும் கிடைக்கும் என்ற மார்க்கத்தை ஏற்றிருக்கிற நீ இது எதனால் நடந்தது என்று சிந்தனை உனக்கு வேண்டாமா